செய்வம் ஜனுட தே எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் தாயும் தந்தையும் கடவுளே இந்த மே கடைசி ஞாயிறு வழிபாட்டில் மீண்டுமாக நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கவும் நம்முடைய திருக்கரங்களை பற்றிக்கொள்ளவும் நம்முடைய திருப்பாதத்தொழை அர்ப்பணிக்கவும் தெய்வரீர் எங்களுக்கு பாராட்டின தெய்வுக்காக நமக்கு நந்திகளையும் தோத்திரங்களையும் மேடுக்கிறோம் இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் நிறைவு வரைக்கும் துயாவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து ஆவியோடும் உண்மையோடும் உண்மை பணிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரியும் ஏசு கிறிஸ்துவின் தாழ் பணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் பரம தந்தையே ஆமே இந்த வழிபாட்டிற்கு துவக்கமாகவும் ஆண்டருடைய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாகவும் பாமாலைகளிலே ஒன்பதாவது பாடலை பாடுவோம் பாமாலை ஒன்பது துணையாக காலை மாலை ஆராதனை முறைகளிலே இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம் நாம் கடவுளை தொழுவோம் கடவுள் ஆவியாக இருக்கிறார் அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது வேண்டும் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கத்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இது கர்த்தர் உண்டு மன்னனால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் ஆ கடவுளின் ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு அவர் நியாய தீர்ப்புகள் புத்திக்கு எட்டாதவைகள் அவர் வழிகள் ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் இருக்கிறது என்றைக்கும் அவருக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்திரலும் அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக திரியேகே கடவுளை போற்றுவோம் எங்கள் தந்தையாம் கடவுளே உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூறுந்திரே உம்மை போற்றுகிறோம் குமாரநாம் கடவுளே பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெளும்பியவரே உம்மை போற்றுகிறோம் பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி கடவுளே உமக்கு எ எக்காலமும் எல்ல புகழும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன் பாவ அறிக்கை நமக்கு பாவமில்லை என்பதுமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம் நமக்குள் உண்மை இல்லை நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள் நமது பலவீனங்களுக்காக பரிதிபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ரொம்ப எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் நாம் முழங்கால் படியீட்டு செய்வோம் சர்வ வலமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு செய்வோம் பாவ அறிக்கைக்கு துணையாக இரண்டாவது பாவரிக்கை ஜபத்தை நாம் சேர்ந்து ஈரெடுப்போம் எங்கள் தந்தையாம் கடவுளே நினைவினாலும் வார்த்தையினாலும் உமக்கு ரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் முழுமனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உமை வேண்டிக் எங்கள் பாவ நீக்கி எங்களை சுத்திகரியும் எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருவையும் தேட்டதிலையும் தந்தருள்வாராக ஆமேன் ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டுடைய நாமம் துதிக்கப்படுவதாக திருமறை பாடம் வாசிக்க கேட்போம் இந்த நாளுக்கென்று வாசிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற நச்செய்தி பாடம் யோவான் எழுதின நச்செய்தி நூல் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து 13 வரை அடங்கிய கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்போம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளிடம் இருந்தது அந்த வார்த்தை கடவுளுமாயிருந்தது அவர் ஆதியிலே கடவுளோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவரலே இல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான் அவன் அந்த ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கடவுளுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பரவாமல் கடவுளாலே பிறந்தவர்கள் வாசிக்க வேண்டிய நட்செய்தி பகுதி வாசித்தாயிற்று கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக அருளொறைக்கு ஆயத்தமாக பாமாலைகளில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடுவோம் பாமாலை முன்னூற்றி எழுபத்தி பாமாலை தெய்வமாகிய தந்தை மைந்தன் தூயாவியின் திருப்பெயராளை ஆமை அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே இப்பொழுதும் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க நீர் நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் அடையனை மறைத்து நீர் வெளிப்படும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எண்ணத்தை சொல்ல சித்தம் வைத்திருக்கிறோம் அதை மாத்திரம் அடியேன் வாயிலிருந்து பிரசங்கிக்க கருப்பைத்தாரோம் ஏசு கிறிஸ்துவின் ஈடியை நேற்ற திருப்பெயரிலே கெஞ்சி மண்டாடுகிறேன் அன்பின் பரலோக தந்தையே ஆமின் அன்புராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற திருப்பெயரிலே திருச்சபின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை இந்திய தேசத்திலே தமிழ்நாட்டிலே குறிப்பாக கோவை பட்டணத்திலே கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே நமக்கு பிரியமான அநேகரை ஒவ்வொரு வாரங்களிலும் நாம் இழக்க கொடுத்து கொண்டிருக்கிறோம் திருச்சபையின் அங்கத்தினர்கள் உறவின் மக்கள் நண்பர்கள் உடன் பயின்றோர் உடன் பணியாற்றுகிறவர்கள் மற்றும் ஆயர் பெருமக்கள் சக ஊழியர்கள் என்று சொல்லி கொத்து கொத்தாக அநேக இடங்களிலே நமக்கு பிரியமானவர்களை தெரிந்தவர்களை இந்த இரண்டாம் அலையிலே நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அவருடைய குடும்பத்திற்காக ஜபிக்கவும் திருச்சபின் மக்கள் தயவுசெய்து வீட்டிலே தங்கி இருக்கவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் இறப்பிலே இறப்பில் கூட கலந்து கொள்ள முடியாத ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை இறப்பின் மக்களுக்கு குடும்பத்தின் மக்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தின் மக்களுக்கே ஏற்படுகிற மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தேசமும் நம்முடைய அக்கம் இருக்கிறதான சூழ்நிலைகளிலும் சென்று கொண்டிருக்கிறபடினாலே அனைவரும் பத்திரமாக இருக்கும்படியாகவும் மீண்டுமாக நம்மளை அன்போடு கூட அறிவுறுத்துகிறோம் பிரியமானவர்களே காலம் எப்படி சென்று கொண்டிருந்தாலும் நேரங்கள் எப்படி மாறிக்கொண்டிருந்தாலும் கடவுளை நோக்கி பார்க்க கடவுளை குறித்து தியானிக்க கடவுள் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார் அப்படியாக இந்த வாரத்திலும் நாம் கடவுளை குறித்து தியானிக்க இருக்கிறோம் அது என்ன கடவுளை குறித்து ஒரு தியானம் என்று சொன்னால் நம்முடைய தென்னிந்தி திருச்சிப்பி மற்றும் நம்முடைய கிறிஸ்தவம் என்பது மூன்று பரிமாணங்களை கொண்ட ஒரே கடவுளை நாம் பின்பற்றுகிறோம் வணங்குகிறோம் அதுதான் திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற ட்ரினிட்டி ஆஸ்பெக்ட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அந்த ஒரே தேவனை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த கடவுள் என்கிற ஒரு வார்த்தையினாலே திருமறையிலும் சரி நம்முடைய ஆராதனை முறைமைகளிலும் சரி கடவுள் என்கிற வார்த்தை அதிகமாக பொறிக்கப்பட்டிருக்கும் அதே போல் நம்முடைய ஆராதனைகளிலே திரியேக தேவனை போற்றுதல் என்று சொல்லி ஒவ்வொரு ஆராதனையிலும் இந்த திரியேக தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக அந்த திரியேக தெய்வனை வணங்குலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வணங்கி கொண்டிருக்கிறோம் அப்படியாக இருக்கிற இந்த மூவரு கடவுளை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிற ஒரே தெய்வத்தை பல பரிமாணங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் திரித்துவம் என்பது த ட்ரினிட்டி என்று சொல்லி மீதுமாக சொல்கிற பொழுது இந்த திருத்துவத்தை ஒரு கோட்பாடாக எடுக்காதபடிக்கு இந்த திருத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அப்போ ஏற்பட்ட திருத்துவ தெய்வத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க அந்த தெய்வத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த திரியேக தேவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது ஆதி ஆமத்தின் வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்குமாக வேதத்திலே இவை எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இந்த தேவனானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே தியானிக்க முதலாவதாக ஆதி ஆமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து இருபத்தி வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசித்து பார்ப்பில் சொன்னால் அந்த இடத்திலே நம்முடைய திரியேக மூவரு கடவுளாகிய எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் படைப்பில் அவர் செயலாற்றுகிறவராக இருந்திருக்கிறார் இருக்கிறார் படைப்பை குறித்து நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்திலே கடவுள் இவைகளெல்லாம் படைத்தார் என்று சொல்லி அங்கே தெளிவாக போடப்பட்டிருக்கும் அப்படி ஒன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி வசன வரைக்கும் நீங்கள் வாசிக்கிற பொழுது கடவுள் முதலாவது நாள் இவைகளை படைத்தார் இரண்டாம் நாள் இவைகளை படைத்தார் மூன்றாவது நாள் இவைகளை படைத்தார் என்று சொல்லி அங்கே அவர்கள் படைத்த எல்லா காரியத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிற இடத்திலே அந்த இடத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவைகளெல்லாம் கடவுள் நல்லது என்று கண்டார் அந்த நல்லது என்று சொல்லி காண்கிற ஆண்டவர் இருபத்தி வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு முழுமையை அவர் அங்கே வெளிப்படுத்தி இருப்பார் தேவன் தமது சாயலாக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 தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் படைப்பின் காரராகிய இந்த பிதா வாணவர் த ஃபாதர் காட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வார் காட் த ஃபாதர் அந்த பிதா வாணவர் படைக்கிறவராக செயலாற்றி இருப்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அது மாத்திரம் இல்லாதபடிக்கு காட் த சன் குமாரனாகிய கடவுள் அவருடைய செயல்பாடு படைப்பிலே எப்படி இருந்திருக்குது என்று சொல்லி தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் யோவான் எழுதின நச்சதி நூலிலே ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளிடத்தில் அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது அவர் ஆதியிலே கடவுளோடு இருந்தார் என்று சொல்லி இந்த குமாரனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் படைப்பிலே இந்த திரியேக தெய்வனானவர் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் அங்கே வாசிக்க முடியும் அதே போல இந்த குமாரனாகிய கடவுள் மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியாகிய கடவுள் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யோசிப்பின் இடத்திலே அங்கே தேவதூதன் ஆண்டவரை குறித்து இந்த திரியேக தெய்வத்தை குறித்து அங்கே சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் என்னவென்று சொன்னால் இருபதாவது வசனம் அவர் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கத்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவிதின் குமாரனாகி யோசிப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறார் அப்படி சொன்னார் படைப்புகளிலே இந்த திருத்துவ தெய்வனானவர் செயல்பட்டிருக்கிறார் பிதாவாக குமாரனாக பரிசுத்த ஆவியாக படைப்புகளிலே செயல்பட்டிருக்கிற ஒரு ஆண்டவராக அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த திரியேக தெய்வமாகிய கடவுள் படைப்பிலே மாத்திரமல்ல அவருடைய மீட்பின் பணியையும் சரிவர தெளிவாக நிறைவேற்றி இருக்கிறார் என்பதிலே எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை அப்படியாக பிதாவை குறித்து தியானிக்கிறோம் குமாரனை குறித்து தியானிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்கிற பொழுது ஒரு படைப்பாளராகு இந்த உலகத்தை படைத்து அதை பண்படுத்துகிறவராக இந்த பிதாவானவர் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படியாக குமாரனை குறித்து நாம் வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் இந்த குமாரனானவர் மீட்பராக இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு கடந்து வந்த ஒரு மீட்பராக இந்த வேதத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் எபேசர்க்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிற கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்க உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு இந்த திருத்துவ தேவர்களிலே இரண்டாவதாக சொல்லப்படுகிற நம்முடைய மகன் ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற அவர் ஒரு மீட்பர் அவர் திருத்துவ கடவுளாக இருந்து மீட்கிற ஒரு மீட்பராக எவைகளினாலே என்று சொல்கிற பொழுது அவருடைய கிருபையினாலே நம்மை மீட்கிறவராக இருக்கிறார் அதே போல அவர் ஆறுதலின் தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஏசாய தேக்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது வசனத்தில் நீங்கள் வாசிப்பில் என்று சொன்னால் தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் கட்டுவர்களை விடுதலையாக்கவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறவர்களை மீட்பதற்காக ஆண்டவர் உலகத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற லோகாலதன் சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் ஆறுதலர்களை தருகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க அது மாத்திரமல்ல கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி அந்த ஆவியை குறித்த ரெண்டு கொ ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலும் அங்கே சொல்லப்பட்ட அப்படின்னு சொன்னால் இந்த திரியேக்க தெய்வமாகிய கடவுள் அவர் மீட்பனாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் ஒருவேளை இந்த கொரோனாவின் காலத்திலும் கூட அநேக நபர்கள் அநேக விசுவாசிகள் எங்கு பார்த்தாலும் இத்தனை நபர்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் பத்துவதில்லை என்று சொல்லி அநேக காரியங்களை அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நம்மை மீட்க ஒருவர் முடியும் என்று சொன்னார் இந்த திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பர்சுத்தாவியாகிய இந்த கடவுளால் மாத்திரம் முடியும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அநேக காரியங்களை கேள்விப்படுகிற பொழுது வாட்ஸ்அப்பிலே வருகிற அநேக வீடியோஸை நாம் பார்க்கிற பொழுது மனதிலே ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக முழு தேசமும் தத்தளித்து கொண்டிருக்கிறது இந்த தத்தளிப்பின் மத்தியிலே இதிலிருந்து தேசமும் நாமும் விடுபட வேண்டும் என்று சொன்னால் இந்த திரியேக தெய்வத்தை நாம் வழிபடுகிறவுள்ளாக எங்களை விடுவியும் என்று சொல்லி ஆண்டோட கருத்திற்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிற பொழுது நம்மை மீட்கிற ஆண்டவர் திருத்துவ தெய்வமாக இருக்கிற செயல்பட்டு கொண்டிருக்கிற மீட்பின் ஆண்டவர் நம்மை விடுதலை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அதே போல இந்த திரியேக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டுமாக எப்படி செயல்படுகிறார் என்று சொன்னால் நம்மோடு கூட உடனிருந்து நம்மோடு கூட செயலாற்றுகிற கடவுளாக இருக்கிறார் அவர் படைப்பிலே மாத்திரம் நின்றுவிடவில்லை அவர் மீட்பிலே மாத்திரம் நிப்பாட்டி கொள்ளவில்லை மாறாக நம்மோடு கூட இருந்து இன்னமும் நம்மை நடத்துகிற ஒரு கடவுளாக இருக்கிறார் படைத்து படைப்பு வீழ்ந்த பொழுது மீண்டும் ஆக அந்த படைப்பை குமாரனை கொண்டு கட்டி எழுப்புகிறவராக இருக்கிற இந்த திரியேக கடவுள் அந்த மீட்பின் அனுபவத்தை தந்து தொடர்ந்து நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவராகவும் இருக்கிறார் உடனிருந்து செயலாற்றும் திருத்துவ கடவுளாகவும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் யோவான் எழுதன சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் யோவான் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பெயரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து திரியக கடவுளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது நமக்குள்ளாக இருந்து நமக்குள்ளாக வாசம் செய்கிற ஒரு வார்த்தை என்று சொல்லி வேதத்திலே நாம் அதை வாசிக்க முடியும் அது மாத்திரம் அல்லாதபடிக்கு பதினான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவர் மறித்து பரம்பேறுவதற்கு முன்பதாக அவருடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிற காரியம் நான் கடந்து செல்கிறேன் கடந்து சென்றாலும் உங்களுக்கு ஒரு தேச்சிறவாளனை நான் விட்டு செல்கிறேன் அந்த தேற்றவாளன் உங்களோடு கூட இருந்து நீங்கள் எண்ணத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு அவர் வலியுறுத்துவார் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் நம்மோடு கூட இருந்து நாம் தவறான வழிகளிலே செலுகிற பொழுது நாம் பாவத்துக்குரிய வழிகளிலே செலுகிற பொழுது தவறான காரியங்களை நடப்பிக்கிற பொழுது நமக்குள்ளாக இருந்து வழி இதுவல்ல என்று சொல்லி நம்மை தேர்ச்சுகிற ஒரு ஆவியானவராக இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நாம் சஞ்சலப்படுகிற பொழுது இழப்புகளின் மத்தியிலே இருக்கிற பொழுது கவலைகளின் மத்தியிலே இருக்கிற என்ன செய்வது என்று சொல்லி தெரியாதபடிக்கு இருக்கிற நமக்குள்ளாக இருந்து நம்மை தேற்றுகிற பரிசுத்த ஆவியானவராக இந்த திரியேகை கடவுள் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுகிறவராக இருக்கிறார் பெரியமானவர்களே வேதத்திலே நாம் அநேக இடங்களிலே வாசிக்க முடியும் பிதாவானவர் மனு உண்டாக்கி அதை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அவர் இந்த உலகத்திலே வந்து பணியாற்றி ஊழியம் செய்து மீண்டும் சித்தத்தை நிறைவேற்றி பரமறுகிற அந்த மக்களை அப்படியே விட்டுவிட்டு செல்லாதபடிக்கு ஒரு நல்ல தேச்சிறவாளனாகிய பரிசு தாவியை தந்து இந்த உலகத்திலே திரியக தெய்வமாகிய இந்த மூவரும் நம்மோடு கூட இருந்து ஒரே கடவுளாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல மத்திய எழுந்த சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இம்மானுவேல் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்படியாகிய நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற இந்த திரியேகடவுள் இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளிலும் பரிதவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலும் பலவீனத்தின் மத்தியிலே வருமானம் இல்லாதபடிக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே என்ன செய்வது என்று சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலைகளிலே தமக்கு பிரியமானவர்களை இலக்கு கொடுத்து இந்த சூழ்நிலைகளிலே இந்த திரியகு கடவுள் அம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுளை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த கடவுளுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்கையிலே இந்த திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய ஒரே கடவுள் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் நம்மை தப்ப விற்கிறவராக வல்லவராக இந்த திரியேக தெய்வம் அம்மோடு கூட இருக்கிறார் அப்பேற்பட்ட தெய்வத்தை இருதயத்தில் ஏந்தின மக்களாக தொடர்ந்து வாழ கடவுளுக்குள்ளாக ஜீவிக்க ஆண்டவர் நம்மை இந்த கா இந்த காலை பொழுதலை அழைக்கிறார் அதில் மனதிலே வைத்தவர்களாக ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வளர கத்தாமே நம் அனைவருக்கும் கிருபி செய்வாராக ஆமே நம்முடைய பட்டுறுதியை அப்போஸில் விசுவாச பிரமாணம் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமில்ல பிதாபாக்கிய கடவுளை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதரை இயேசு கிருஷியும் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதத்தில் உற்பத்தி பிறந்தார் பொந்துப்பிலாட்டுவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் வண்ணம்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார் பரமண்டலத்துக்கேறி சர்வெல்லாமில் பிதாம்பாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து உயிரிழையும் மறித்தோரையும் நியாயந்திற்கு வருவார் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெடுதலும் நித்திய ஜீவனம் உண்டின்றி விசுவாசிக்கிறேன் ஆமேன் அன்பானவர்களே சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்பு கடந்த வாரம் இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய திருச்சபையைச் சார்ந்த டாக்கிபாளையம் ஹேப்பி கார்டில் குடியிருந்து வந்த திரு எஸ் டி ஜான்சன் ஐயாவர்கள் கத்தருக்குள்ளாக நித்திரையடைந்தார் என்பதை சபையாருக்கு அறிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து அவர்கள் விட்டுப்போயிருக்கிற அவருடைய துணைவியாருக்காகவும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பங்களுக்காகவும் உங்களுடைய தனி மன்றாட்டுகளில் குடும்ப இறைவேண்டல்களில அவர்களுக்காக நீங்கள் மன்றாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடந்த வாரத்திலும் நம்முடைய திருச்சபையைச் சார்ந்த திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வெள்ளக்கிணறு பகுதியிலே வசித்து கொண்டிருந்தவர் கத்தருக்குள்ளாக நித்திரையடைந்தார் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஏறக்குரிய பத்து பதினைந்து நாட்களுக்கு மேலாக விபத்திலே பாதிக்கப்பட்டு கோவையிலே மருத்துவமனையிலே அவர்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் ஆனால் கடந்த வாரத்திலே அவர்கள் கத்தருக்குள்ளாக நித்திரையடைந்தார்கள் அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காக நீங்கள் செவித்துக் கொள்ளுங்கள் அதே போல ராக்கிபாளையம் ஹேப்பி கார்டன் பகுதியிலே வசித்து வந்த திரு எஸ் டி ஜான்சன் ஐயாவர்களும் கடந்த வாரத்திலே கத்தருக்குள்ளாக நித்திரையடைந்தார்கள் என்பதை சபையாருக்கு அறிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் விட்டு போயிருக்கிற அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காக உங்களுடைய குடும்ப மன்றாட்டிலே தொடர்ந்து நீங்கள் மன்றாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கத்தர் உங்களோடு இருப்பாராக அவர் உமது ஆவியோடு இருப்பாராக ஜபம் செய்வோம் கத்தாவே எங்களுக்கு இறங்கும் கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் பரமலில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்ம நாமம் பரிசுத்தப்படுவதாக இம்முடைய ராஜ்யம் வருவதாக இம்முடைய சித்தம் பரமடத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அன்றன் உள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும் எங்களுக்கு ரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போலே எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் ராஜ்யம் மல்லமையும் மகிமையும் என்று நிற்கும் முடிவுகளே ஆமேன் நேற்று இன்றும் என்று அன்பு நிறைந்த ஆண்டபிரே மீண்டுமாக ஒரு எங்களை தாழ்த்தி என்னுடைய திரு நாங்கள் ஒப்புக் நாங்கள் வாழ்கிற இந்த சமூகம் முழுமையுமாக பொது முடக்கத்தில் முடங்கி போயிருக்கிற இந்த காலகட்டங்களில இந்த ஆன்லைன் மூலமாக திருச்சபை மக்களோடு இணைந்து உம்மை வழிபடுவதற்கு நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றிகளை ஏற்படுக்கிறோம் இந்த மாதம் முழுமையும் கத்திரங்களை தயவாய் பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறீர் ஆண்டு உரை குறைவுகள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் இழப்புகள் இவைகளுக்கும் மத்தியிலும் தொடர்ந்து நம்பிக்கையோடு மை பின்பற்றி செல்கிற பத்துறுதியை நீர் எங்களுக்கு எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் இந்த நாளில் நாங்கள் சிந்தித்த உங்களுடைய திருவார்த்தைகளின்படி திரியக தெய்வமாக நீர் இந்த உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தின போது பிதாவாகிய கடவுளாகவும் எங்களை மீட்க வந்த மீட்பராகவும் தொடர்ந்து எங்களை வழிநடத்துகிற தூய் ஆவியானவராகவும் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர் அப்படிப்பட்ட திரியக தெய்வமாகிய நீர் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை பயணங்களில நிற்கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய திருப்பாதங்களை முத்தமிட்டு கெஞ்சிக்கிறோம் கடந்த வாரத்திலும் கூட எங்களுடைய திருச்சபையைச் சார்ந்த திரு எஸ்டி ஜான்சன் ஐயாவர்கள் தன்னுடைய ஆத்மாவையும் கரங்களில அர்ப்பணித்திருக்கிறார்கள் தயவாய் அவருடைய ஆத்மாவை நீர் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நித்திய இழைப்பாறுதலை நீர் தந்திரலும் கலங்கி போயிருக்கிற அந்த இழப்பை நிமித்தம் துக்கத்தோடு இருக்கிற அன்பான குடும்ப உறவுகள் ஒவ்வொருவருக்கும் உலகம் கொடுக்க முடியாத அமைதியையும் ஆறுதலையும் தந்திரள வேண்டும் என்று நம்முடைய திருசமூகத்தில் மன்றாடுகிறோம் கிருபை நிறைந்த அம்பி நாண்டுபுரே எங்களுடைய திருச்சபையைச் சார்ந்த திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் கடந்த வாரத்தில் கத்தருக்குள்ளாக நித்திரை அடைந்ததை நீர் அறிந்திருக்கிறீர் அவருடைய ஆத்மாவுக்கும் நீர் நித்திய இழைப்பார்தலை தந்து என்றும் உமோடு கூட வாழ்கிற அந்த நித்திய வீட்டில் அவரை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் புரியும் ஐயாவர்கள் விட்டு போயிருக்கிற அவருடைய மனைவிக்காகவும் அவருடைய அன்பு மகளுக்காகவும் சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நிறைவான சமாதானத்தை தாரும் ஆண்டருடைய கிருபை இன்னும் அதிகமாக அவர்களோடு கூட இருந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தட்டோம் ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் இந்த பொது இருக்கிறோம் நீர் எங்களோடு கூடுகிறோம் நாங்கள் வாழ்கிற இந்த கோவை பட்டணம் இந்த கொரோனா வைரசினுடைய தாக்கத்து ஒவ்வொரு நாளும் அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நீர் ஆண்டவர் தாமே தயவு பாராட்டும் எங்களுடைய குறைகள் எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீ மன்னியும் ஆண்டவரே செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை நாங்கள் செய்திருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு சுகமே இல்லை என்று நாங்கள் வேதத்தில் ஆண்டுவரே வாசிக்கிறோம் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவர் எங்களுக்கு தயவு எங்களுடைய திருச்செவின் ஒவ்வொரு குடும்பங்களை தொடர்ந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டருடைய சட்டைகளுக்குள்ளாக குடும்பத்தின் தேவைகளை சந்தி குடும்பங்கள் தொடர்ந்து உமால் போசிக்கப்பட பாதுகாக்கப்பட பராமரிக்கப்பட ஆண்டவர் அருள் புறையும் குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் எல்லாரையும் உடைய தெய்வீக சட்டைகளுக்குள்ளாக வைத்து எல்லா தேவைகளிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நம்முடைய சமூகத்தில வேண்டிக் கொள்கிறோம் மருத்துவமனையில் ஒவ்வொருவரை கிருபையாய் கண்ணோக்கிப்பார் ஆண்டவருடைய அவர்களோடு அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மீண்டுமாக எங்கள் மத்தியில் நீர் அழைத்துவார் குடும்பமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற வாய்ப்பை தார் ஆண்டவரே தமிழ்நாடு முழுமையுமாக இந்திய தேசம் எங்குமாக இந்த கொரோனா வைரஸிலே பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களை நம்முடைய திருக்கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவர் தாமே எங்கள் தேசத்திற்கு தயவு பாராட்டம் ஆண்டவர் உம்முடைய இரக்கம் நம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை தயவாய் நிறு வெளிப்படுத்தும் ஆண்டவர் தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் மனிதனுடைய முயற்சியினாலே மனிதனுடைய அறிவினாலே இந்த வைரசை மேற்கொள்ள இயலாத ஒரு நிலையிலே நம்முடைய பாதத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம் நீர்தான் எங்கள் நம்பிக்கை நீர்தான் எங்கள் அடைக்கலம் நீர்தான் எங்கள் கண்மலை நீர்தான் எங்கள் மீட்பர் உண்மை தவிர எங்களை மீட்க எங்களை பாதுகாக்க எங்களை விடுவிக்க எங்களை சுகப்படுத்த இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்டும் மீண்டும்மாக ஒரு புதிய வாரத்தில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த வாரம் முழுமையும் பொது நாங்கள் இருந்தாலும் கூட கர்த்தருடைய பிரசனத்தை தொடர்ந்து எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் அறிந்தவர்களாக இன்னும் அதிகமாக நம்முடைய திருமணையில் எங்களை தாழ்த்தி நம்முடைய திருப்பாதத்தை பிடித்து இம்மை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை இந்த நாட்களில் அதிகமாக நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும் அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதி தெய்வனுடைய கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்குமாக எங்களையும் இந்த உலகத்தில் வாழ்கிற அனைவரையும் நாங்கள் ஒப்புக் இயேசு கிறிஸ்துவின் தாழ் பணிந்து அன்றாடுகிறோம் எங்கள் பரம தந்தையே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரே முழுமே பரிசுத்தாமத்தை என் ஆத்மாவே கத்தரே ஸ்தோத்திரே கத்தர் செய்த சகல் மறவாதே ஆமை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுடைய அன்பும் துய் ஆவி கூட்டரும் வழிநடத்தலும் ஆசிவாதம் நாம் அனைவரோ இன்றும் சதா காலங்களில் என்றென்றும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக ஆத்தரும்புலோடு இருப்பாராக சமாதானத்தோடு நாம் இருக்க கடவோம் கத்தூடி நாமத் நாளை ஆமையன்